எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சூப்பரான 3D டே பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீஸ் தாங்க ஒவ்வொரு சேரீயாக நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு body of ஆஃப் yellow color, golden yellow colorல கலரில் இருக்கோங்க பல்லுவன் ப்ளவுஸ் பெய்ஜ் கலர் பல்லுவில் வரக்கூடிய டிசைன் வந்து கோல்டு டெஸ்ட் சேரீயில் மேக் பண்ணியிருக்கோம் பாடியில் வரக்கூடிய டிசைன் சில்க் த்ரெட்லேயே ப்யூர் சில்க் த்ரெட்லேயே எம்போஸ் ஸ்டேப்பில் மேக் பண்ணியிருக்கோங்க இது வந்து பாடர்லெஸ் சேரீ சேரியுடைய லென்த்து கண்டிப்பாக சிக்ஸ் பாயிண்ட் டூ மீட்டர்ஸ் அபவ் இருக்குங்க இன்க்ளூடிங் பிளவுஸோட ப்ளவுஸுடைய லென்த்து கண்டிப்பாக செவன்ட்டி சென்டிமீட்டர் அபவ் தாங்க இருக்கும் வித் ஆஃப் த சாரீ 45.5 ஃபைவ் பாயிண்ட் இன்சஸ் அபவ் இருக்குங்க இந்த சாரியை நீங்கள் purchase பண்ணணும்னு விரும்புனா நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வர்ணா சாரீஸ் டாட் காம் போய் இந்த சேரீ பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க நம்ம வெப்சைட்டில் நம்ம சாரீஸ் வந்து நிறைய கேட்டகரிஸ் வைஸ் வச்சிருக்கோம் பிளைன் சேரீஸ் இருக்குங்க, ஃபுல் பிளைன் சேரீ இருக்கு பிளைன் வித் காண்ட்ராஸ்ட் பல்லுவன் பிளவுஸ் இருக்குதுங்க பார்டர்லெஸ் ஸேரீ இருக்குது ஜரி பார்டர் சேரீ இருக்குது ஆல் ஆல் செல்ஃப் சாரீஸ் இருக்குது போச்சமல்லி டைப் சாரீஸ் எக்கோ டைப் சாரீஸ் சைடு புட்டா ஸாரீ ஹாஃப் அண்ட் ஆஃப் பாட்லி பல்லூன்னு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஸேரீஸ் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த சேரீயோடைய கலர்ஸ் சொல்லிடுறேன் பல்லுவன் பிளவுஸ் பெயிஷ் கலர் லைட் பெய்ஷ் கலர் பாடி ஆஃப் ஸாரீ பீச் கலர் நெக்ஸ்டு சாரி same pattern தாங்க பாடி ஆஃப் சாரீ ரேடியம் க்ரீன் பல்லுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குதுங்க ஆஷ் யூஷுவல் கேஷ் ஆன் டெலிவரிக்கு extra charges வரும் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை ஃபர்ஸ்டே பே பண்ணி இந்த booking பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் checkout place பிளேஸ் போனீங்க அப்படின்னாவே அந்த பேஜுக்கு போகும்போதே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே தெரியும் அதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் புக் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் செக் அவுட் பேஜ் போகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் சாரி பார்சல் வரும்போது இதுக்கு முன்னாடி கேஷ் கொடுத்து கேஷ் ஆன் டெலிவரி பார்சல்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதாவது கேஷுக்கு பதிலாக கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி கூட மற்ற ஆன்லைன் பேமெண்ட்ஸ் கூட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் அந்த ஃபெசிலிட்டிஸ் கூட யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் கேஷ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது பாடி ஆஃப் சாரி பிங்க் கலர் பல்லுவன் பிளவுஸ் பெய் கலர் லைட் பெய் கலர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு Shipping Charges Extra வருங்க நெக்ஸ்ட் சாரி பார்க்குறோம் இது வந்து டபுள் ஷேடு பல்லுவன் Blouse, Beige Color, Body of சாரி இது வந்து க்ரீன் அண்டு ப்ளூ ப்ளூஇஷ் க்ரீன் அப்படிங்கிற ரெண்டு ஷேடில் இருக்குங்க இந்த சாரீஸில் எல்லாமே ப்ளவுஸ் வந்து பிளைன் ப்ளவுஸுங்க கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் என்ன கலரோ அதே கலரில் இருக்குங்க இந்த சாரீஸ் எல்லாமே dry wash தாங்க பண்ணணும் dry கிளீன் தான் பண்ணணும் ஹேண்ட் வாஷ் கிடையாதுங்க நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறோம் சேம் பேட்டர்னில் பாடி அப் சாரீ டார்க் வயலட் கலர் பிளாக் கலர் த்ரெட்டு ஆட் ஆகியிருக்குங்க அந்த எம்போஸ் அந்த 3D டி பேட்டர்னில் இருக்கக்கூடியது வந்து பிளாக் கலர் thread நல்லா எம்போஸ் ஆகி தெரியும் பலன் blouse orange color இது எப்படி இருக்குன்னா golden orange அப்படின்னு சொல்லலாம் ஷிப்பிங் அண்ட் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டே உங்களுக்கு டிஸ்பேச் ஆகும் அதாவது டிஸ்பேட்ச்னால் இங்கேருந்து டிஸ்பேட்ச் பண்ணுவோம் உங்களுக்கு எங்கள் லொக்கேஷன் எங்கள் லொக்கேஷன்லருந்து உங்கள் லொக்கேஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிறத பொறுத்து என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்சல் டெலிவரி ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரி க்ரீன் பலோன் பிளவுஸ் பெய்ஜ் இந்த டைப்ல எல்லா பல்லுலேயுமே வந்து கோல்டு டெஸ்டர் ஜரிதாங்க நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாடியில் புட்டானு தனியாக இல்லைங்க அங்கே இருக்க லீஃப் டிசைனே வந்து ஃபுல்லாக இருக்கும் சாரி ஃபுல்லாகவும் இருக்கும் ட்ராக்கிங் டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்றைக்கி புக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் ஆகும்போது உங்களுக்கு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் வருங்க உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வந்து கொடுத்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வரும் ஈவன் ட்ராக்கிங் டீட்டெயில்ஸுக்கான அந்த லிங்க்குமே அதிலேயே வந்துடுங்க நீங்களே உங்கள் பார்சலாக ட்ராக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கான்ட்ராஸ்ட்டில் ட்ரை பண்ணோம் டாப் அண்ட் பாட்டமில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்துடும் பல்லுவன் ப்ளவுஸ் பேஜ் கலர் பாடி ஆஃப் ஸாரி பிங்க் கலருங்க பேஸ்டலில் இருக்கும் பேஸ்டல் ஷேடில் இருக்கக்கூடிய பிங்க் கலர் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்காகவே ஆட் பண்ணியிருக்கோம் க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் டெபிட் கார்ட் நெட் பேங்கிங் பேடிஎம் யூபிஐ ஆப்ஷன் ஈஸி இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் பே லேட்டர் ஆன் ஆப்ஷன் இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்காகவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் இதில் எது வேணாலும் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பல்லுவன் பிளவுஸ் கிரே கலர் Body of சாரி பார்த்துட்டிங்கன்னா Pink and Yellow. இந்த ரெண்டு காம்பினேஷனில் இருக்குங்க, அதாவது ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது பிங்க் கலரும் இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது எல்லோ கலரும் வந்து விசிபிள் ஆகுங்க டபுள் ஷேடு ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் நம்ம வெபேஜ்லேயே பாட்டமில் ரிட்டன் பாலிசிக்குண்டான எல்லா கிளியர் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கோம் பாயிண்ட்ஸ் வைஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை படித்து பார்க்கலாம் சாரி டேமேஜாக உங்களுக்கு வருது அப்படினா வித் அன்பாக்சிங் வீடியோவோட நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இமெயில் கூட பண்ணலாங்க வித் அன்பாக்சிங் வீடியோவோட இப்போ நீங்கள் பார்க்கறது பழுவன் ப்ளவுஸ் கோல்டன் ஆரஞ்ச் கலர் பாடி ஆஃப் சாரி கிரே கலருங்க இதல black color thread யூஸ் பண்ணியிருக்கோம் சாரீயுடைய ப்ரைஸோ கோடோ நான் இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணலைங்க ஏன் அப்படின்னா நீங்கள் வர்ணா சாரீஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனாலே கேட்டகரி வைஸ் ஸாரீஸ் இருக்குது அந்த சாரீஸை நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது ஒவ்வொரு சாரி இமேஜஸ் கீழேயும் அதோடைய ப்ரைஸ் இருக்குதுங்க ஸோ அதனால் ப்ரைஸ் நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம் ஸாரீடைய பிக்சர்ஸ் அங்கே இருக்குது அண்ட் ஈவன் இந்த சாரியோடைய வீடியோ கூட அங்கே வந்து டிஸ்பிளே ஆகுங்க நீங்கள் எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு கேட்டகிரியாக பார்க்கும்போது பிக்சர்ஸும் இருக்கும் அதோடைய வீடியோவும் அங்கே டிஸ்பிளே ஆகும் நீங்கள் தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க இந்த சாரியோட கலர் நான் body body of body of pastel green, pallu and blouse beige color ink blue, pallu and blouse beige color இந்த வந்து வந்து இருக்குங்க, இருக்குங்க, 5% GST extra அது சேரீயோடைய புக் பண்ணிட்டு அதாவது செக் அவுட் பண்ணும்போது அங்க அந்த payment இதில் உங்களுக்கு வந்து add ஆகி வரும் silk rate வந்து ரொம்பவுமே அதிகமாகிடுச்சுங்க சோ அதுக்கேற்ற மாதிரி சில்க் சேரீ ரேட்டுமே வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பாடி ஆஃப் சேரீ வயலக் கலர் பலூன் blouse beige color இப்போ இந்த வீடியோவில் இந்த சேரீயை நேரில் கண்ணில் பார்த்து தாங்க இந்த கலர் சொல்லிகிட்ருக்கோம் ஸோ அதனால தான் நம்ம நிறையா தடவை வாட்ஸ்அப்பில் நீங்கள் பை பண்ணும்போது நிறையா தடவை சொல்லியிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுங்க அப்படின்னு ஏன்னா கலர் கன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் வீடியோ பார்க்குறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அண்ட் இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க ப்யூர் ஒவ்வொரு சேரீ கூடையும் கட்டாயம் சில்க் மார்க்டாக வந்துடுங்க அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடு அப்படிங்கிறதுனால கைத்தறியில் அதாவது தறியிலேருந்து நெசவு பண்ணி வர ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் சாரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக இருக்குங்க எல்லா சேரீயுமே கிடையாது ஒன் ஆர் டூ சாரீஸ் வந்து அந்த தறியில் கொஞ்சம் நெசவு பண்ணுறது கஷ்டமாக இருக்குது மழை காலங்கள் அந்த மாதிரியெல்லாம் வரும்போதுன்னா கொஞ்சம் லிட்டில் ஸ்டிஃபாக இருக்குங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து போய் நல்லா ஸ்மூத்தாயிடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரீ டார்க் பீச் கலர் அண்ட் நம்மளுடைய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் அந்த கஸ்டமர் கேர் நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம் அதாவது எப்படி ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ணி அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை வருங்க இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்கிறத பார்க்குறோம் இது வரைக்கும் ஒரு லீவ் டிசைனில் இருந்த பேட்டர்ன் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்டில் பேட்டனில் இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் வர மாதிரி பாடி ஆஃப் ஸேரீ டபுள் ஷேடுங்க பிங்க் ராணி பிங்க்கில் இருக்குது பழுவன் ப்ளவுஸ் இங்க் ப்ளூ கலர் இந்த பளுமே ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட் சரி தாங்க இந்த சேரீலேயுமே பாடியில் வரக்கூடிய அந்த எம்போஸ் டைப் வந்து ஃபுல்லாக ப்யூர் சில்க் த்ரெட்லையே எம்போஸ் டேப்பில் மேக் பண்ணியிருக்கோம் பல்லூவில் வரக்கூடியது மட்டும் கோல்டு டெஸ்ட் சரீ பாடிய சரீ க்ரீன் கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ப்ளூ கலர் சப்போஸ் எங்கள் வெப்சைட்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கூடதை கேட்கலாம் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கோங்க அந்த வீடியோ லிங்க் என்ன அப்படின்னா நம்மளுடைய வர்ணா சாரீஸ் டாட் எப்படி போகணும் அதில் போயிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுங்கிற ஒரு கிளியர் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கு அந்த லிங்க் யூஸ் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பேட்டர்னில் இருக்க சாரீ பார்க்குறோம் பழுவான் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெய்ஜ் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் இருக்க மாதிரி இருக்குங்க பெய்ஜும் க்ரீனும் கலந்த மாதிரி இருக்குது பாடி ஆஃப் சாரீ பார்த்துட்டிங்கன்னா எல்லோ கலர் பேஸ்டல் எல்லோ கலர் டாப் அண்ட் பாட்டம் மட்டும் இல்லாமல் இதுமே பல்லுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா பெய்ஜ் அண்ட் கிரீன் காம்பினேஷன்ல தான் இருக்கு இது புட்டாவும் இருக்குதுங்க அண்ட் எம்போஸ் டைப்பும் இருக்குது உள்ள ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிறது வந்து சில்க் த்ரெட்லேயே எம்போஸ் டைப்பில் மேக் பண்ணியிருக்கோம் அது கூட எக்ஸ்ட்ராவாக புட்டாவும் வந்து போட்டிருக்கோம் சில்வர் ஜரியில் புட்டா வருதுங்க பழுவண்ட் ப்ளவுஸில் அதாவது பல்லுலையுமே பார்த்துட்டிங்கன்னா சில்வர் ஜெரி தான் இந்த டைில் பார்த்திட்டிங்கன்னா பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லூவில் வரக்கூடிய டிசைன் வந்து சில்வர் ஜரியில் மேக் பண்ணியிருக்கோம் பிளவுஸ் வந்து பிளைன் இப்போ நீங்கள் பார்க்கறதுமே ஒரு பேஸ்டல் ஷேட் தான் நிறைய பேர் பேஸ்டல் ஷேட்ஸ் கேட்கறதுனாலேயே இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு ராமர் கிரீன்ல இருக்கும் பேஸ்டல் ராமர் கிரீன் டாப் அண்ட் பாட்டமில் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக அந்த பெய்ஷ் கலர் வருது சோ இதுவுமே பார்த்துட்டீங்கன்னா பெய்ஜ் வித் லைட் கிரீன் காம்பினேஷன் தான் இப்போ நெக்ஸ்ட் சாரி பாக்கிறோம் பாடி ஆஃப் சாரி வயலக் கலர் பளுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் ஃபுல்லாகவே சில்வர் சரிங்க அதாவது பாடியில் வரக்கூடிய புட்டா அண்ட் பழுவில் வரக்கூடிய டிசைன் வந்து சில்வர் ஜெரி யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புனா நீங்கள் பண்ண வேண்டியது நம்மளுடைய வர்ணா சாரீஸ் டாட் போங்க நிறைய கேட்டகரிஸில் சாரீஸ் வச்சுருக்கோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம என்னென்ன சாரீஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு விசிட் பாருங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பலுவன் ப்ளவுஸ் மெஜந்தா கலர் பாடி ஆஃப் ஸாரி இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா பிங்க் அண்டு மெஜந்தா டார்க் காம்பினேஷனில் தாங்க இருக்குது ஸோ இந்த கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டார்க் வாடாமல்லி கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த கலர் இருக்குதுங்க வாடாமல்லி கலரில் இருக்குது சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட் ஸேரீ பார்க்குறோம் பலுவன் ப்ளவுஸ் மெஜந்தா Body ஆஃப் சாரி டபுள் ஷேடுங்க Green and ஒரு லைட்டாக பிங்க் கலர் ஷேடு வருது ஏன்னா க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் அந்த எம்போஸ் வந்து பிங்க் கலரில் பண்ணியிருக்கிறதுனால பிங்க் கலர் சில்க் ரேடில் பண்ணியிருக்கிறதுனால ஸோ பார்க்கறதுக்கு எப்படி தெரியுன்னா ஒரு டபுள் ஷேடாக தெரியுது ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரி தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சாரி சாரியுடைய ப்ரைஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போங்க இமேஜு கீழே ப்ரைஸ் இருக்குதுங்க நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பளு அண்ட் ப்ளவுஸ் கலர் இது கொஞ்சம் டார்க் மெஜந்தாவாக இருக்குதுங்க பாடி ஆஃப் ஸாரீ இது பாடி ஆஃப் ஸாரி பார்த்துட்டிங்கன்னா டபுள் ஷேடில் தெரியுது பேக்ரவுண்டு க்ரீன் கலர் அதில் வரக்கூடிய எம்போஸ் வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறதுனால க்ரீன் அண்ட் எல்லோ இந்த ஒரு காம்பினேஷனில் இருக்குதுங்க சேம் டைப்பில் நெக்ஸ்ட்டு சேரீ இதில் பழுவன் பிளவுஸ் க்ரீன் கலர் பாடி ஆஃப் ஸாரி டபுள் டோன் தாங்க எப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து கோல்டன் எல்லோவும் அந்த எம்போஸ் டைப் வந்து பிங்க் கலர்லேயும் இருக்கிறதுனால ஒரு டுயல் டோனில் அந்த BODY OF SARI கலர் தெரியுது எல்லோ அண்ட் GOLDEN எல்லோ AND PINK பிளவு கிரீன் கலர் பாடி சாரி கிரீன் அண்ட் பிளாக் இந்த ரெண்டு காம்பினேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணிருக்கோம் எம்போஸ் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்க எல்லா ஸாரீஸுமே வந்து பியூர் சில்க்குங்க ஹேண்ட்லூம் மேடில் கைத்தறியில் நெசவு பண்ணுதுங்க கைத்தறியில் நெசவு பண்ணதுனால கண்டிப்பாக சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் வருங்க கண்டிப்பாக அது இல்லாமல் கைத்தறி புடவைகள் வராது இதுவும் பிளாக் கலர் த்ரெட்டெல்லாம் ஆட் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு சில இடங்களில் விசிபிளாக ஆகுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவான் ப்ளவுஸ் க்ரீன் கலர் body of சேரீ வயலக் கலர் இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் புட்டா வித் எம்போஸ் டைப்பில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரீ நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறீங்க இது வந்து Mango டான்ஸிங் மேங்கோ அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லுவோம் ஏன்னா மே ஏன்னா மேங்கோ வந்து பார்த்துட்டீங்கன்னா அங்கே எங்கேன்னு அப்படியே ஒரு ரேண்டமான டைரக்ஷனில் இருக்கும் ஸோ அதனால் டான்ஸிங் மேங்கோ ஸ்டைலில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது படி ஆஃப் சாரி பேஸ்டல் பழுவன் பிளவுஸ் பேல் க்ரீன் அதாவது ஆல்கே கிரீன் சொல்லுவோம் இந்த டைப்பில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா டாப்பில் ஒரு இன்ச்சு டிஷ்யூ பார்டரும் பாட்டமில் பார்த்துட்டிங்கன்னா கான்ட்ராஸ்டாக வந்திருக்கு அண்டு புட்டாவும் வந்திருக்கு கோல்டு டெஸ்ட் சரிங்க இதில் வரக்கூடிய புட்டா அண்ட் பல்லுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் வந்து கோல்டு டெஸ்ட் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சேம் பேட்டர்னில் நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் இதில் பழுவன் பிளவுஸ் மெஜந்தா கலர் சாரி மெரூன் கலர் பல்ல பிளவுஸ் மெரூன் கலர் பாடி ஆஃப் சேரீ க்ரீன் கலர் இதில் பாருங்க நல்லாவே தெரியும் உங்களுக்கு பாட்டமில் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக மெரூன் கலர் வந்துருக்கும் ஒரு இன்ச்சு டிஷ்யூ பார்ட்ரு கீழே அண்ட் புட்டாவும் கீழே இருக்குங்க இந்த சேரீல பார்த்துட்டீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து கிரீன் கலரும் அண்ட் அந்த மேங்கோ டைப் வந்து பிளாக் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி வீவ் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த சாரீஸ் எல்லாமே சிறுமுகையிலும் சிறுமகையை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் பகுதிகளிலையுமே தயாரிக்கப்பட்ட சாரீஸுங்க இது காஞ்சிபுரம் சாரீஸ் இல்லைங்க நெக்ஸ்ட் சாரீ நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் க்ரீன் மெரூன் காம்பினேஷன் தான் இதுவும் க்ரீன் அண்ட் மெரூன் தான் பட் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கலரில் லைட் அண்ட் டார்க்கு தாங்க டிஃப்ரென்ஸு இதுக்கு முன்னாடி பார்த்த கலருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு சாரி இருக்குங்க பார்த்துடலாம் இதில் பழுவன் பிளவுஸ் பிரிக் ரெட் கலர் ஒரு மாதிரி டபுள் ஷேடில் இருக்குங்க பழுவன் பிளவுஸ் இது வந்து ஒரு மாதிரி க்ரீன் க்ரீன் வித் பிளாக் காம்பினேஷனுங்க க்ரீனும் பிளாக்கும் கலந்தால் என்ன ஒரு கலர் வருமோ அந்த கலரில் இருக்குங்க இது ஸோ இந்த கலர் வந்து நம்மக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவுமே மோஸ்ட் வாண்டட் தாங்க நீங்கள் இப்போ பார்த்த சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சேரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் டேக்கு வந்துடுங்க பிடிச்சிருந்ததுன்னா வர்ணா சாரீஸ் டாட் காம்கிற போங்க போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்